எவருக்கும் வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயில் ஒன் ஒன் ஒன் ஒன் ஒன் மினிட் ஷார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே லெவன் டைம் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலாகுது ஆக்சுவலி நம்ம எவ்ரிடே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு டோல் பியமுக்கு அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வருதுன்னு ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு பட் வீ மிஸ் தட் கால் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மார்க்கெட் பார்க்குறோம் ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது பைக்கால் வந்திருக்கின்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் செவன் நைன் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டாகட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இது ஃபியூச்சர் டேட்டஸ் இந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ ஜென்ரேட் ஆகக்கூடிய கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி டாக்ட் ஸ்டாப்ல கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது அதில் வர கால்ஸ் பார்த்து ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு பக்கால் வந்துருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டமில் போய்ட்டு இருக்கு எயிட் தௌசண்ட் பிரேக் அவுட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி ரைஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சிலிருந்து எயிட் தௌசண்ட் டென் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் பாயிண்ட் மூவமெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் டூ மினிட்ஸில் கொடுத்துட்டே இருந்துச்சு ஹியூஜ் ரேலி பட் தேர்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டார்ட்டை பிரேக் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒரு நாள் அதுவே கேண்டலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் டார் அட்டும் பிரேக் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதை சஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸாப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ